ஆ யாரும் வணக்கம் எல்லாேருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபோட்டோஷாப்ல வந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து அதை கால் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்ட் கொடுத்து அதை வந்து நம்ம ஸ்கெச் பண்ணி ஸ்கச் டூ ஸ்கச் டூவில் வச்சு நான் என்ன பண்ண போகிறோம் க்ளீனாக ஃபேஸ் எப்படி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோ லேர் எடுத்துக்கணும் வெயிட் ஷீட்டு அப்புறம் மீடியாவிலேருந்து எல்லா ஒரு ஃபோட்டோஸ் நம்ம தலைவர் வந்து எடுத்துப்போம் ஓகேவா வந்து நம்ம ஸ்டாப்பு வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தோம் இல்லையா என்ன பண்ணோம்னா இந்த டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த லாக்கர் யூஸ் ஆயிடும் ஓகேவா இப்போ வந்து அதை என்ன ஒன்றும் இந்த இந்த மூட்டூரில் எடுத்து இதில் வந்து இதில் விட்டிங்க ட்ரை பண்ணி விட்டீங்கன்னா நீங்கள் வந்துடும் இதில் வந்து நீங்கள் அதே ட்ரை பண்ணி கீழே விட்டிங்கன்னா ரொம்ப ஆட் ஆகிடும் நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து ஒரு சிட்ட நம்ம வந்து எடிட் பண்ண போறோம் என்ன பண்ணுவோம் கண்ட்ரோல் இடத்துல பாத்துல வச்சுக்கோ இதுல வச்சிருந்தீங்க அப்படின்னா கொடுத்தீங்கன்னா போயிடும் இல்லை அத வந்து நம்ம வேற பண்ணலாம் இதுவே பார்த்தீங்கன்னா இதுல வந்து டெலிட் அப்படின்னு இருக்கும் அதை கொடுத்துட்டு நீங்கள் அந்தந்த எந்தெந்த இடத்துல நீங்க டிக் பண்ணீங்கன்னா அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து போயிப்போம் இப்போ இந்த இடத்துல வச்சுருக்கேன் இல்லையா அந்த இடத்துல வந்து மைனஸ் கிளெக்ட் பண்ணி அந்த இடத்துல கிளிக் பண்ணால் ஓகேவா வந்து நம்ம வந்து வென்டூள் எடுத்துக்கணும் வென்டூள் எடுத்துகிறது கொஞ்சம் ரூபாய் பண்ணிக்குவாங்க இது வந்து ஸ்பேஸ் பார் ஸ்பேஸில் எடுத்துக்கிட்டு ஸ்பேஸ் அழுத்திக்கிட்டே நம்ம வந்து நம்ம மவுசை அசைத்தோம் நம்ம வந்து இந்த மாதிரி இது வந்து ஷார்ட் முக்கியமாக பென்டோல் தான் நீங்கள் வந்து நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கும் கற்றுக்கிட்டா தான் அது ஒழுங்காக பண்ண முடியும் பண்ண முடியும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த மாதிரி பண்ணிக்க ட்ராக் பண்ணி கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஆல்ட்டை பிடிச்சி சென்டர்ல ஒரு பிக்கு அதுக்கப்புறம் திருப்பி அதேமாதிரிதான் வர வரைக்கும் ஆட்ட பிடிச்சு இந்த மாதிரி விரல் எல்லாம் வந்து விடவே கூடாது கரெக்டா ஆழ்ட்ட பிடிச்ச ஒரு கிளிகிட்டு ஆழ்த்த பிடிச்ச ஒரு கிளீக் நம்ம ஒரு கிளியர் பண்ணிக்கலாம் இது ஏன் இப்படி பண்றேன் அப்படின்னா ஆல்ட்டை பிடிச்சி ஏன் கிளிக் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களே பாருங்க இப்ப வந்து நான் வந்து இந்த இடத்துல பண்ணிடுவேன் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆகும் ஸோ இந்த மாதிரி ஆகப்படாதுன்றதுக்காக ஆல்ட பிடிச்சி எப்படி கிளிக் பண்ணிட்டீங்க நான் இப்படி பண்ணேன்னா கரெக்டாக அந்த இடத்துல மட்டும்தான் ஆகும் இது ஒரு முடிக்கும்போது நீங்கள் இதில்லாம் மட்டும்தான் கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் இதுலலாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது வந்துட்டு நீங்கள் வந்து எவ்வளோ சுற்றி இங்கே விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைன் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் கண்ட்ரோல் என்டர் கண்ட்ரோல் என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கட் ஆயிடும் ஸோ வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு ஃபெதர் கொடுக்கணும் ஃபெதர்னால் வந்து இப்போது நான் வந்து இதை அப்படியே கட் பண்ணேன் அப்படின்னா இந்த காது நான் இந்த விரல் இல்லை இந்த நான் வந்து இந்த மொழியெல்லாம் இங்கே விட்ருக்கேன் இல்லையா இந்த மொழிலாம் வந்து அப்படியே அப்பட்டமா தெரியும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த இந்த டூல் எடுத்துக்கோங்க செலக்ஷன் டூ இந்த டூல் எடுத்துகிட்டு இதில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபெதர்ன்ற ஆப்ஷன் வரும் ஆப்ஷனில் நீங்கள் வந்து ஒரு டூ கொடுத்துருவாங்க நீங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்றாக்கில்ல நீங்கள் ரொம்ப கரெக்டாக அக்யூரேட்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபெதரே கொடுக்க தேவையில்லை ஒன் பர்சென்ட் அப்படியாக இருந்தாலும் கொடுக்கணும் அது சொல்லி கொடுத்தாகணும் அப்படி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அது வரும் உங்களுக்கு கட்டாகும் ஓகேவா இப்போ வந்து ஓகே கொடுத்து ஓகே கொடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம வந்து கொடுக்கணும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பின்னாடி போயிட்டு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வந்து இப்ப வந்து இத வந்து நம்ம வந்து அப்ளை மாஸ்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா நஞ்சாயிரம் இது ரெண்டு தேவை என்னா இதுல வந்து ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கீழே இருக்கிற சீரோ லேயரை ஆஃப் பண்ணிட்டு மேலே கட மட்டும் எப்பயுமே எடுத்துன்னா கீழே இருக்கிறத ஆஃப் பண்ணிட்டு மேலே மட்டும் ஆன் பண்ணிக்கிட்டு பேக்ரவுண்டும் சீரோ காஃபி லேயரை மட்டும் ஆன் தான் ஏன்னா நீங்க ஒர்க் பண்ணி பார்த்துட்டு கடைசியில இப்படி வச்சுட்டு நீங்கள் இதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது உங்களுக்கு உடைய டிஃப்ரெண்ட்டு தெரியும் ஓகேவா இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேலை பண்ணலாம் இப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபோட்டோவை நான் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறேன் இப்போ வந்து ரொம்ப டிம்மாக தான் இதுவே குவாலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இப்போ வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் டிஎஸ்எல்ஆர் எடுக்கிறீங்க அந்த ஃபோட்டோ நீங்கள் வந்து இது ரொம்ப நாளாகச்சு ஆனால் ஓரளவுக்கு கட்டிலாம் இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபில்டரில் போயிட்டு ஷார்பனில் போயிட்டு அண்ட் ஷார்ப் டிஎஸ்எல்ஆரில் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக பிம்பிள்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணணும் பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு வேறு ஐடியா இருக்குது நான் உங்களுக்கு அதுவும் வேறு வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம பண்ண போகிறது வந்து கொஞ்சம் இது ரொம்ப இதுவாக இருக்குது இல்லையா அதனால் வந்து குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற முக்கியத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி ஷார்ப் பண்ணி மோர் இதை கொடுத்தீங்க அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் அந்த ஷார்ப் பண்ணிவிடும் இந்த கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி எப்படி இருக்காது பாருங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸு தெரியும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணிவிடுவோம் இது கூட வந்து அந்த டூப்ளிகேட் ஏதோ ఇచ్చилது ஓகேவா ஏதோ வந்து அதுஸ் மட்டும் வரது அது சாரி இமேஜ் இமேஜ்ல போய் டட் அட்ஜஸ்ட்மென்ட் போலாம் லெவல்ஸ் அப்படிங்கிறது இல்ல இது ஷார்ட்கட் வந்து Ctrl L Ctrl L கொடுத்தீங்கனா இது கொஞ்சம் பிரைட்னஸ் ா கொஞ்சம் இருட்டான இடத்துல கொஞ்சம் ஷேடோஸ வந்து கொஞ்சம் தூக்கி காட்டும் இது வந்து எந்த இடத்துல வெளிச்சம் அதாவது அந்த பாடியில எங்க வெளிச்சம் பண்ணணும் அந்த இடத்துல இத வந்து நல்லா பைக் பண்ணிடுவோம் வந்து இப்போதைக்கு இது ஓகே கரெக்டா இருக்கும் வந்து நம்ம ஸ்பஸ்டோட வச்சு ஆரலாம் இதுதான் வந்து நான் சொல்றேன் இதுல வந்து இதுல வந்து ஒரு பதினாறு எப்போது வந்து ஆரம்பிச்சுக்கணும் மோ சிலிருந்து ஆரம்பிச்சோன்னாலும் பக்கம் உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம அந்த இதை வேற செய்யணும் அதாவது அந்த இடத்துல மசாஜ் பண்ணும்போது அதில் கொஞ்சம் அப்படியே ஸ்மூத் ஆயிட்டே வரும் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதாவது இங்க பக்கத்துல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியலை வந்து இங்க இங்க இருந்து இழுத்து இங்க விட்டீங்கன்னா இப்ப வந்து இந்த ஷேடோ பிளேஸ்லன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி பண்ணா ஒண்ணு பிரச்சனை இருக்காது ஆனா எந்த மாதிரி இடத்துல நீங்க எழுத்திங்க அப்படின்னா கொஞ்சம் போயிடும் சுத்தமாக இருக்காது நம்ம கன்று என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்க வந்து இதுலயே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ரெட் ஐ தோல் அப்படின்னு வந்து அதை க்ளிக் பண்ணி அதை மட்டும் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த அது மட்டும் நல்லாட்டா தெரியும் நீங்க கொடுப்போம் கண்ணு எப்படி இருக்கும் அதுக்கு ஏற்ற பிள்ளைங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க அந்த பெயிண்ட் படிக்கலாம் பிரச்சனை இல்லை ரொம்ப நல்ல கண்ண வேற அளவுல வந்துரு அது என்ன பின்னாடி என்ன செய்ய அது எல்லாம் வாங்கணும் சை வரோம் ஆயிட்ட பண்ணிக்கிறேன் அதாவது இருக்கிற இடம் மட்டும் ஒரு புள்ளி மட்டும் வந்து நல்லா தேய்ச்சோ அப்படின்றதான் நல்லா வராது வந்து ஒரு ஒரு புள்ளி மட்டும் நஷ்டப்படுவோம் கடைசியில வச்ச புள்ளி கரெக்டா இருக்குதான் எதிரியா கிடைக்கும் சில நேரம் எவ்வளவுதான் இருக்கும் கொஞ்சம் அவருக்கு வந்து கொஞ்சம் இந்த காரணங்கள்லாம் வந்து கண்ண உங்க ஜ இருக்கு அப்படே இந்த ஸ்பஷ்டம் தான் உங்களுக்கு தேவையான ஏ ட்ரைட் நெவர் இந்த பக்கம் நார்மலா போச்சு நார்மலா எஃபேஸ் ஆகி மூள மாதிரி வந்து அது நேஸ்ட் ஸ்லாஷ் கோடு அது ரெஃபரன்ஸ் கொடுங்க அதே மாதிரி தேர்ட்டில வச்சுக்கோ இன்னும் ட்வெண்ட்டி ஃபைவ் வச்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து வேற லெவல் கிளாரிட்டி தேட்டில வச்சு இந்த வருது அப்படின்னா கண்ணு வந்து நமக்கு வந்து ரொம்ப இருக்கு இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்குதான் சொன்னீங்க நான் தூரமா வச்சு பாத்தீங்கன்னா பரேன் கிளாரிட்டி பயங்கரமா ஆகும் அதனால இந்த ஸ்மெட் இது சொல்ல வந்து இது ஒரு கடைசியில காட்டுற எல்லாத்தையும் தெரியுமா ஜ ஒரு முடிச்சிருடி இருக்கிற மாதிரோம் இல்லாத மாதிரியா இருக்கும் இருக்கும் அதெல்லாம் நம்மள வந்து அழைச்சிருக்கோம் ஷேடோ முக்கியம் முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா எடுத்து நீங்க ரொம்ப சைஸ் பண்ணவே பண்ணீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல மட்டும் கற்பிதான் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து பண்ணணும் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக நான் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பண்ணணும் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன் பென்ட்ரோல் பென்ட்ரோல் கரெக்டா இருக்கு கூத்தான் கண்ணிக்கலையாங்க கண்ணையும் அதாவது நம்ம வந்து இந்த ஆரம்பிச்சு இங்கேயே கூட முடிக்கலாம் பிரச்சனை இல்ல நாட்டுல வந்து எவ்வளவு பார்த்து கொடுக்கீங்களோ அது கூட அது நல்ல நீங்கள் வந்து கொஞ்சம் ஓவர பயிற்சி அப்படின்னா நீங்கள் வந்து காலையோ தரங்க நீங்கள் போயிட்டு ரேட் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா பிளஸ் சேர்ந்துட்டு இருக்கோம் பிளஸ் ஆர் தொட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கீபோர்டை வந்து இந்த ஏரோ மறுத்துட்டு இருக்கு இல்லையா அப் அண்ட் வந்து நீங்கள் வந்து பண்ணிங்க தெரியும் நல்லா கிளாரிட்டியாக நல்லா முன்னாடி பென்ட்ரோல் எடுத்துக்கலாம் கோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரெண்டுமே செலக்ட் ஆயிடும் நல்லா பண்ணுவோம் அப்படின்னா அன்னைக்கு அப்பு சொன்ன மாதிரிதான் கண் கண்ட்ரோல் கண்ட்ரோல் லெட்டர் கோடிங் அப்படினா வந்து கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் சி காப்பி கண்ட்ரோல் டி இது வந்து பேஸ்ட் ஓகேவா இது வந்து இங்கக்குள்ள போய்ட்டு நம்ம வந்து கண்ட்ரோல் எல் கண்ட்ரோல் எல் கொடுத்தா உங்களுக்கு பேச மெசேஜ் வர இல்ல கனெக்ட் பேலன்ஸ் கலர்ஸ்லாம் வந்து வித்தியாசம் காட்டுறேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஹேரு இதெல்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணுவோம் அதே மாதிரி இன்னும் நம்ம வந்து உலகத்துல ஸ்ட்ரெச் பண்ண சொல்றதுனால உலகெல்லாம் நம்ம வந்து நார்மலா பண்ணாலே போயிடும் பசங்களுக்கு எல்லாருக்கும் அதிர் பண்ணுவோம் கொஞ்சம் வர நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்ற கொஞ்சம் ரெண்டு கடை எடுத்துக்கிட்டு நீங்க வந்து ஒரு சுத்திங்கலாம் நியாசம் அது மாதிரி அப்படியே பண்ண முடியாது இப்ப தெரியாது தெரியுது ரெண்டு ஆயிருந்தோம் அந்த மாதிரி ரெண்டு பண்ணும் இப்போது அவனை நேக்ஸ்டு வந்து நாம் போ குறுவும் பிருகிறேன். இதை புறுவத்து நாம் உங்கு பகப்போம். இனை நேன் கட்டேன். பசைவும்பாம். about it. கிளோஸ் பண்ணிட்டு முடிવાડી இதுக்கு வந்து கட்டாயமா நீங்க வந்து ஒரு ஃபெதர் கொடுத்துறோம். keyboard control enter இது வந்து கொடுத்தப்பையில வந்து இது வந்து முடி நம்ம வந்து டம்மியா தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். அவ்ளோ அக்கரிகட்டா நம்ம பண்ணல. அதனால வந்து ஃபெதர் கொடுப்போம். 1% அளவுல to press கொடுப்போம். பிரச்சனை இல்ல. இது வந்து control c என்னன்னா இது இந்த கண்ணு கண்ணு ஆல்ரெடி இப்ப பாருங்க கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் பி வந்துருச்சா சோ இத வந்து நம்ம வந்து நம்ம வந்து குழம்பு சோ அதனால இத வந்து தமிழிலேயே போடுற அதே மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்ட்ரோல் எல் போட்டு பார்த்தீா உங்களுக்கு வந்து லைட்டாக வீட் ஆகும் வந்து இது கரெக்டாக இருக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ப்ளஸ் வந்து ஜூ மோட்டர் இந்த மாதிரி நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து இதுதான் யூஸ் ஆகும் நீங்கள் வந்து ஆல்ட்டை முடிச்சு நீங்கள் என்னதான் ரோல் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஜூமின் ஜூ மோட்டர் ஆகாது ஏன்னா நம்ம வந்து இது அல்ரெடி இது என்ன விண்டோ ஓப்பன் இருக்குது இல்லையா ஸோ அதனால நம்ம இதை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தாதான் சாரி கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுக்கும் கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ரூம் ஓகேவா இதுதான் இப்போ வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு பாருங்கள் இதை வந்து கண்ணு வந்து போகணும் அக்காவா இதுக்கு தாப்பில் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து ஸ்பெஷலா இருக்கு மேலே ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இதுலயே இருப்போமா தெரியல எனக்கு வந்து இதுல இது வந்து என்ன பண்ணணும் மெதுவா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்பூர்வ மாதிரியா இப்ப புறம் வந்து நமக்கு வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பெருசாச்சு உணவு பெருசா கூட வச்சீங்கன்னா அவங்கத்திலையும் குருவம் வந்து கொஞ்சம் அடையந்தான் முடியும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு குருமரியா இருக்கு கொஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் எல்லாத்தையுமே வந்து சும்பாவ சொல்ல <carbon worry> <relatively802> <tutaj> <steals> <imana> நல்லா ஆகாது அவருடைய ஸ்டைல்ல அவரு அவருக்கு எப்படி இருக்கோ அது ஏற்றா அப்படியே நமக்கு வந்து பண்ணுவோம் அப்படின்னா இதுவே கொஞ்சம் ஆசிதான் இதே காட்சா இருக்கும் பொதுமே தெரியல வந்து இதுல பார்த்துனா தான் இருக்கு கண்ணு நடு நல்ல விஷயம் நல்ல தர இது என்னது நீ என்னா இது என்னா நீங்க நான் இது செலக்ட் பச்சிரை ப்ளாக் ப்ராப் டிபன் சொல்லுங்க இது கொஞ்சம் சைதாச்சு வந்து தெரியாது அக்காவாரு ரமேஷன் இத வந்து போட்டோவே ரொம்ப கிளியர் ஓரளவுக்கு எல்லாமே பண்ணிட்டு ஆரம்பிக்கும் என்னெல்லாம் கிளாரிட்டி அவ்வளோவா இல்லை அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கிளாரிட்டியா வந்து என்னென்ன இருக்குறது உருவா பண்றேன் போட்டுல இருக்கோ அதுக்கு ஏத்தாடு என்ன வேணும் அப்படி பண்ணணும் அது கரெக்டா ஆகாது கொஞ்சம் இந்த ஸ்கின்ல இருந்து எடுத்து நம்ம வந்து அப்படி வேணும் திருப்பி அதே டயத்துல முடிய வந்துட்டுனால உங்களுக்கு வந்து முடிவை வந்து என்ன ஷேப்ல இருக்கும் அது கேட்கல சை கலரு பண்ணிக்கொரு நீங்க வந்து குறைச்சோம் பண்ணீங்க அப்படின்னால வந்து அதுக்கு வந்து நல்லா ஏன்னா நம்ம வந்து ஒரு இதுல இருந்து கட் பண்ணலாம் அப்படின்றத தெரியவே கூடாது அப்படின்றது மூடி வந்து கொஞ்சம் அப்படி பார்ந்து மாதிரி சொல்றது எப்படி இந்த ஃபுல்லா வந்து கரெக்டா இருக்கு பின்னாடி தான் நமக்கு வந்து முடி வந்து கொஞ்சம் பரம்பரைக்கும் அப்படி இருக்கும் பின்னாடி வந்து கரெக்டா வேணா கவிதை அமைச்சாரு தூக்கம் அப்படின்னா பண்ணலாம் கடைசியா காட்டுவேன் வந்து குடும்பத்தை கொஞ்சம் வந்து நம்ம கலவை வந்து கொஞ்சம் ரொம்ப கலவா இருக்கும் சந்தேகம் கொஞ்சம் பண்ணிக்கலாம் தெரியும் இப்போ தூரம் வச்சு பார்த்தீங்கன்னா பக்காவதம் கம்மியாக நம்ம பண்ணோமா தெரியாது என்ன வந்து நம்ம வந்து காத்தெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு ஸோ அதனால திருப்பி வந்து பேசிக் ப்ரெஷ் பேசிக் ப்ரெஷ் எடுத்து நனவோ இல்லை எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நல்லாத்தையும் எப்படி இருக்கும் அதுக்கு தான் जास्ती हो गया लास्ट ये हो गया क्लिक कर दीजिए वरना करेक्ट आ जाएगा ये जास्ती ना करेक्ट आ पा रहा है मतलब ये जास्ती பாத்த என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேங்ரூட் பேக்ரவுண்டில் வந்து கலர் மாற்றுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து உட்காந்து பெயிண்ட் ப்ரெஷ்ஷ் எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டு பண்ணணும் நீங்கள் வந்து எடுத்த உடனே நீங்கள் வந்து ஃபில் எடிட் ஐ மீன் எடிட்டில் போயிட்டு ஃபில் அப்படி இருந்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு தேவையானது வரும் இதில் வந்து கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன கலர் பிக் பண்ணிணோம் அந்த கலருக்கு ஏற்றாமல் வந்து ரெட்டு கலரு இல்லை ஆரஞ்சு கிணறு நான் கொடுத்துட்டு அவங்க கொடுத்தேன் அப்படின்னா ஆரஞ்சு கிலோ இல்லை இப்போ வந்து நமக்கு வந்து இந்த இடத்துலலாம் நம்ம ஆல்ரெடி கலர் நம்ம வந்து இந்த ஆரஞ்சு செட் ஆகலாம் ஓகேவா ஸோ அதனால் வந்து நம்ம அன்பர் பண்ணிவிட்டு ஃபில் போயிட்டு எடிட்டு போயிட்டு ஃபில் போயிட்டு இதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட்ரீ அப்படின்னு இருக்கும் டேஸ்டே ஓகேவா இதை வந்து ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இது இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் இருக்கு இதை க்ளியேட் பண்ணிட்டு கண்ட்ரோல் லெவல் லெவல் இதெல்லாம் கொஞ்சம் டார்க் ஆகும் டார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்கம் இங்க என்ன கலர் இருக்கோ அந்த கலர் வந்து இந்த கலரு 1.40 ல வெச்சிட்டோம் 430 வெச்சிட்டோம் இப்போ ஆப் obviously 450 வெச்சிட்டோம் நம்ம இந்த மாதிரி क्वेश्चन டீஸ் பண்ணுங்க ஓகேவா 1 130 600 டீஸ் பண்ணிட்டோம் 600 900 руб பண்ண எ நம்ம பேக் கொடுத்துல வந்து எண்ணோ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன வேணும் அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிச்சோம் கொஞ்சம் அதுக்கு என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் ஒரு டென் குள்ளு தான் கொஞ்சம் அப்படியே பார்த்தா தெரியாது உங்களுக்கு வந்து கொஞ்சம் நிர்மாயிருக்கும் இதுல போயிட்டு பார்த்தீங்கன்னா கலர் வந்து உழைத்து தமிழ் சேஞ்ச் ஐடியா இருக்கும் கலரையும் கூப்படாது வந்து ஒாச்சு கண்ணு கண்ணுத்த அதே மாதிரி பக்கத்துல ப்ரஸ் பண்ணிங்கன்னா ஆடுற நோட்டிபிகேஷன் அதிகமாக அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் தேங்க்யூ பாய்